வணக்கம் இருக்குறஸ்தானம் களத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் மனைவியா இருந்த கணவரை குறிக்கும் கணவரா இருந்தா கணவரா இருந்தா மனைவியை குறிக்கும் குறிக்கும் ஏழாம் அந்த ஏழாம் குரு பகவான் வராரு அப்ப இது வரைக்கும் திருமணம் ஆகாத இருக்கிறீங்க துலாம் ராசிக்காரனா இனி அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து சூப்பரா போகும் ஒரு நல்ல பெண்ணாவோ நல்ல ஒரு கணவரவோ உங்களுக்கு அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க தசா புத்தி என்ன போயிட்டு இருக்கு அதாவது உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி தசை போகுதா லக்னாதிபதி தசை போகுதா குடும்பஸ்தானாதிபதி தசை போகுதா என்ன தசா புத்தி போகுது அப்படின்றத உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு அது பேவரபிளா இருந்தது அப்படின்னா நூறு இல்ல இருநூறு நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து தன் வீட்டை துலாம் வீட்டையே பாக்குறாரு அப்ப குரு பகவான் டைரக்டா உங்களுக்கு இதனால் வரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அந்த படிப்படியா அந்த விஷயத்த குறைய ஆரம்பிக்கும் அதாவது உடல்லயும் சரி மனதிலயும் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணிருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க ஆனா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு ஏன்னா உங்க வீட்டையே குரு பகவான் பாக்குறாரு எப்படிங்க அவரு தேவகுரு நாங்க அசுரகுரு வீடுல இருக்கோணுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி கிடையாது குரு பகவான் எங்க இருந்தாலும் சரி அவருடைய பார்வைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு அந்த வீட்டுக்கு அது எந்த இடமா இருந்தாலும் சரி அதுக்கு நிச்சயம் வந்து உங்களுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அது இந்த ஆண்டு வந்து நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் அதாவது நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க அதை நிறைய சுற்றுலா செல்லணும்னு நினைப்பீங்க கண்டிப்பா இந்த ஆண்டு முடியும் கண்டிப்பா சுற்றுலா போயிட்டு வருவீங்க இந்த ஆண்டு வந்து நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்குண்டான விஷயங்கள் இந்த வருடம் இருக்கு அது திருமணம் நடக்காதவங்களுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும் இந்த வருடம் ஸ்டெப் எடுங்க அடுத்தது பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அதாவது துலாம் வீட்டுக்கு பதினோராம் இடம் மூத்த சகோதரர் யாராவது இருக்காங்க மூத்த சகோதரி யாராவது இருக்காங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவங்க மூலியமா ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க அதாவது இது வரைக்கும் மிஸ் இருந்தீங்க அப்படின்னா இனி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய மூத்த சகோதர சகோதரியிட இணக்கம் இணக்கம்னா ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு ஏற்படும் அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு பிசினஸ்ல இருந்தாலும் சரி நீங்க ஒட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்க வீடு கட்டுறீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி வந்து குரு பகவான் பாக்குறாரு அப்ப நான் சொன்ன மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் குறைஞ்சி உடல் சீராகும் நீங்க நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ இந்த ஆண்டு நிறைவேறும் ஒவ்வொரு விஷயமா நீங்க வந்து கண்டிப்பா வந்து கடந்து வந்துட்டு இருக்கீங்க பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க இனி வந்து உங்களுக்கு வெற்றி தான் இதுவரைக்கும் வேலைக்கு போகாதவங்க வேலை கிடைக்காதவங்க இல்ல ஒரு வேலையில இருந்துட்டு வந்து இப்ப இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு அடுத்து மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் முயற்சி தைரிய விரிஸ்தான் சொல்லுவோம் அந்த மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் வந்து இறங்குவீங்க ஒரு புதுசா ஒரு புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை வருவீங்க ஒரு புது விதமான ஏதாவது ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க கட்டாயம் வந்து நடக்கும் அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இடம் மாற்றம் ஏற்படும் புதிதாக ஒரு இடத்துக்கு நீங்க போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மாற்றத்தை கொடுக்கும் புது ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தை பாக்கிறதுனால தைரிய விரி ஸ்தானத்தை பாக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு போல்டா எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கக்கூடிய ஆண்டாக அமையும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருக்காங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்க இருக்காங்க தங்கச்சி தம்பி இருக்காங்கன்னா அவங்க மூலியமா சில ஆதாயங்கள் கிடைக்கும் நீங்க இடம் வாங்கறது வீடு கட்டுறது நீங்க வெஹிக்கிள் வாங்குறது இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க அவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும் அவங்களுடைய ஹெல்ப் வந்து இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இதனால வரைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா இனி அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது சகோதர சகோதரிக்கிடையே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அவங்க மூலியமா ஆதாயம் கிடைக்கும் கண்டிப்பா வந்து அப்ராடு செல்றதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு ஆனா நிச்சயமா வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சொல்லாங்க எந்தவித ஒரு முயற்சி இருந்தாலும் சரி துணிஞ்சு இறங்குங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம்